குழந்தைகளே வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் அனைவருக்கும் இணைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்துவம் பாலகீதம் தமிழ் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக நம்முடைய பண்புகளின் ஆதாரமாக இருப்பது ஆசிரியர்களை அந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் என்னால் எழுதப்பட்ட ஒரு பாடலை தற்போது உங்கள் மனுஷன் பார்க்கின்றேன் இது ஆசிரியர்களுக்கு நான் செய்யும் ஒரு மரியாதையாக கருதுகிறேன் பாடல் தலைப்பு ஆசிரியர் ஆசிரியரை மதிப்போம் ஆசிரியரை மதிப்போம் மதிப்போம் ஆசிரிய பெருமக்களை மதிப்புடன் நம்மை உயர்த்துவதால் மதிப்போம் ஆசிரிய பெருமக்களை மதிப்புட நம்மை உயர்த்துவதால் அறிவு கண்ணை திறக்கின்ற ஆசான் நமக்கு ஆசிரியரே நம் அறிவு கண்ணை திறக்கின்ற ஆசான் நமக்கு ஆசிரியரே மதிப்போம் ஆசிரிய பெருமக்களை மதிப்புடன் நம்மை உயர்த்துவதால் அறிவு கண்ணை திறக்கின்ற ஆசான் நமக்கு ஆசிரியரே நம்மின் திறமை நமக்குணர்த்தி நம்மின் திறமை நமக்குணர்த்தி நல்வழி காட்டும் குருவன்றோ பள்ளி கல்வி மட்டுமின்றி வாழ்க்கை கல்வியும் போதிப்பார் பள்ளி கல்வி மட்டுமின்றி வாழ்க்கை கல்வியும் போதிப்பார் மதிப்போம் ஆசிரிய பெருமக்களை மதிப்புடன் நம்மை உயர்த்துவதால் அறிவு கண்ணை திறக்கின்ற ஆசான் நமக்கு ஆசிரியரே ஏற்ற தாழ்வு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வு ஏதுமின்றி எல்லோரையும் உயர்த்தும் ஏணியவார் ஏற்ற தாழ்வு ஏதுமின்றி எல்லோரையும் உயர்த்தும் ஏணியவார் வாழ்வின் உச்சத்தை நாமடைய வாழ்வின் உச்சத்தை நாம் அடைய வழியினை காட்டும் கடவுளன்றோ அவர் வாழ்வின் உச்சத்தை நாம் அடைய வழியினை காட்டும் கடவுளன்றோ மதிப்போம் ஆசிரிய பெருமக்களை மதிப்புடன் நம்மை உயர்த்துவதால் அறிவு கண்ணை திறக்கின்ற ஆசான் நமக்கு ஆசிரியரே அவர் வழி நாமும் நடந்திடுவோம் அவர் புகழ் பரப்பி வாழ்ந்திடுவோம் அவர் வழி நாமும் நடந்திடுவோம் அவர் புகழ் பரப்பி வாழ்ந்திடுவோம் அவனியில் ஆசிரியருக்கு இணையாக அவனியில் ஆசிரியருக்கு இணையாக ஒருவரும் எனக்கும் தோன்றவில்லை அவனியில் ஆசிரியருக்கு இணையாக ஒருவரும் எனக்கு தோன்றவில்லை ஒருவரும் எனக்கு தோன்றவில்லை மதிப்போம் ஆசிரிய பெருமக்களை மதிப்புடன் நம்மை உயர்த்துவதால் அறிவு கண்ணை திறக்கின்ற ஆசான் நமக்கு என்ன குட்டிஸ் எப்படி இருக்குது இந்த பாட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் டீச்சர்ஸ்க்கு நாளைக்கு ஆசிரியர் இல்லையா எல்லோரும் அவரை மதித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்கள்ட ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் என்றைக்கும் முன்னுக்கு வர முடியும் ஓகேயா நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்னால் உயர்கல்வி வகுப்பு மட்டும் இல்லை நமக்கு பால பாடம் சொல்லி கொடுத்தாங்கள்ல பால்வாடின்னு சொல்லுவோமே அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஆசிரியர் பணி அது நம்ம வாழ்க்கை முழுவதும் வந்து நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கு ஆகவே நம்ம எல்லோரும் ஆசிரியருக்கு நம்முடைய ஆசிரியருக்குள்ள அனைத்திற்கும் நம்முடைய வாழ்த்துக்கினை தெரிவித்துக் கொள்வோம் எப்படி இருக்குது இந்த பாட்டு அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களும் மறக்காமல் நம்ம சேனலில் பதிவு செய்யணும் அதே மாதிரி இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் ஒரு நல்ல செய்தி நம்ம சேனல் இப்போது பதினாறு லட்சம் பார்வையாளரை தாண்டிடுச்சு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பாடல் உங்களை சந்திக்க முறை உங்களிடம் வந்து உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்தன்று பாலகிருஷ்ணனும் நமுத்து நன்றி வணக்கம் பாய்